அப்படி அனுப்பை கால்கள் அசையாதபடி கயிறு கொண்டு கட்டி போட வேண்டும் என்றால் அப்படி குருபானி கொடுக்கின்ற நேரத்தில் நான் கல்கையை கை கால்களை அசைத்து விடுவேனே ஆனால் அது பொருத்தமில்லாமல் ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகின்றேன் அதற்காக என்னுடைய கையும் காலையும் நீங்கள் கட்டி போட வேண்டும் இரண்டாவது ஆதித்து என்னை நீங்கள் முகம் குப்புற போட்டு நீங்கள் என்னை அறுக்க வேண்டும் என்னுடைய முகத்தை பார்த்தா உங்களுடைய இறக்கம் வந்துவிடும் பெத்த மகன் என்ற அந்த பாச உணர்வு வந்துவிடும் அதனால் அந்த குர்பாணி கொடுத்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாச உணர்வு கொண்டு கட்சி அறுக்காமல் நின்றுவிடும் மூன்றாவதாக அதாவது கட்சியை நல்ல தேஜாவாக நல்ல கூர்மையாக பேட்டிக்கொள்ள வேண்டும் நான்காவதாக அதாவது உங்களுடைய பலம் கொண்டு என்னுடைய கழுத்திலே கத்தியை வைத்து நீங்கள் கூர்மையாக அறுக்க வேண்டும் ஐந்தாவதாக என்னுடைய தந்தையே என்னுடைய அதாவது துணிகளில் ரத்த துளிகள் படாதபடி நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்படிப்பட்டிருந்தால் என்னுடைய அன்னைரா அம்மா அதை பார்த்து அவங்களுடைய மனதிலே துக்கம் கொள்வார்கள் வியாகுரம் அடைவார்கள் ஆகையினால் நீங்கள் என்னை அறுத்து குறுபாணி கொடுங்கள் என்று அன்பு மகன் இஸ் சொல்ல அது போன்று நபி இப்ராஹிம் தன்னுடைய அன்பு மகனை தான் தானே பூமியில தான் கிடத்தாட்டி குருபானி கொடுப்பதற்காக ஆயத்தப்பட குடிநேரத்தில் என்னுடைய பாவிய வார்த்தையை சொல்லுங்கள் அதாவது என்னை கையும் காலையும் கெட்டி போட்டு அறுப்பது அது எனக்கு கல்வுக்கு பொருத்தமாயிருக்கு என்னுடைய கையங்காரு கட்டப்பட்டதாக என்னுடைய மனம் சொல்லுகின்றது அவிழ்த்து விடுங்கள் அவிழ்த்தார்கள் தன்னுடைய அன்பு மகனுடைய கழுத்திலே அந்த கூர்மையான கட்டியை தான வைத்து நபி இப்ராஹிமே சுனாத் அறுக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுகின்றார்கள் அல்லாஹூ அக்கு வரி இல்லில் அங்கு என்று கீழே கிடைக்கின்ற மகன் இஸ்மாயில் சொன்னார்கள் சொன்ன உடனே கத்தியை கழுத்திலே பறித்து அவர்கள் பலம் கொண்டு நபி புராம் அலுத்து அவங்களுடைய வல்லமை கொண்டு கெழுத்திலே கத்தியை வைத்து வேகமாக நபி பாலுமாயி ஒரு பாடி கொடுப்பதற்கு கத்தியை கூட தீட்டினார்கள் தீட்டி அதுபோன்று மறுத்தார்கள் அப்பவும் அவங்களுடைய கழுத்து அறுவடவில்லை அதே நேரத்தில் இப்ராஹிம் நபி சொல்லலாம் மனதிலே ரொம்ப வேதனை கொண்டவர்களாக இது என்ன காரணம் என்று தன்னுடைய கட்டிக்கு கையைக்கு வலு இல்லையா அல்லது கட்டிக்கு கூழ்மை இல்லையா என்று பக்கத்தில் இருக்கின்ற கால் மீது அந்த கட்டியை கொண்டு ஓங்கி அடித்தார்கள் அடித்த அடியிலே அந்த மலை இருகூறாக பிளந்து விட்டது அந்த கட்டி அவ்வளவு கூர்மையாக இருக்கின்றது ஆனாலும் இஸ்மாயில் அவர்களுடைய கருத்தில் ஏன் அந்த கட்சி அறுக்கவில்லை அல்லூ ஜல்ல ஆண்டவனுடைய கட்டுமை இல்ல அவனுடைய அல்லாஹு ஜெல்ல சாண விட்டால ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு அங்க யார் வந்து இறங்குகின்றார்களே ஆனால் ஜிப்ரீம் அலிஸ்லாம் மின்வெட்டில் மறை நிறைவே அருகே வேகமான முறையில் தானே வந்தி நாகற்றி ஆடி வல்லினார் இராகி நடிகர் அவர்கள் முன்வாறு அல்லாவுடைய வழியிலே இப்ராஹிம் நபி அவர்களே உங்களுடைய குர்பானியை அல்லாவு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி உடனே அதாவது ஒரு ஆட்டை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து இஸ்மாயில் நபி அவர்களை அப்புறப்படுத்தி அவர்களை கிடந்த இடத்திலே அந்த செம்மதி ஆட்டை கொண்டு வந்து இப்பொழுது குர்பானை கொடுங்க என்று சொன்னாங்க உடனே அந்த ஆட்டை நபி இப்ராஹிம் அலி சொல்லா துசலாம் அந்த வினா என்ற இடத்திலே அந்த செம்மதி ஆட்டை தான் குர்பானித்தியவர்கள நண்பாய்மார்களாயில்லாத்து அந்த அடுத்த இருந்தால் குர்பானி கொடுத்திருந்தார் இன்னைக்கு நாம அது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் அடுத்து குர்பானி கொடுக்கணும் ஆகையினால அவ்வாறு கால ஆண்டவனுடைய அவனுடைய குதிரை கொண்டு அவர்களுக்கு பகரமாக அந்த நேரத்தில் நபி இப்ராஹிம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஜிப்ரேஸ்வசம் இப்ராஹிம் அவர்களே அதாவது கட்சி உங்களுடைய மகனுடைய கழுத்தை அறுக்கவில்லை என்று நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற வியப்படுகின்ற ஆச்சரியம் இதைவிட ஒரு பெரிய வியப்பு என்ன தெரியுமா அன்று உண்மை அல்லாஹுக்கான ஆண்டவன் நெருப்பிலே தூக்கி எரியப்பட்ட அந்த நேரத்தில் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் அப்படியே கரிந்து விட்டது உண்மை கட்டி இருந்த அந்த தயிர்கூட அப்படியே கருகி கருகி சாம்பலாகி அதே நேரத்தில் உன்மீது முழைத்திருந்த ஒரு ரோமம் கூட கருகாத படித்து உண்மை அல்லாஹு பாதுகாத்தானே அது புதுமை அல்லவா பெரிய அல்லவா எண்ணிப்பாரும் அறிவித்தார்கள் பின்பு அந்த நரபதியை தானே நீக்கிய அந்த இறைவனுக்காக நபி இப்ராஹிம் அவர்களும் அவருடைய மகனின் இரண்டு பேர்களும் அன்புடன் தொழிலும் பாதுகாத்த இறைவனுக்கு பத்தியுடன் பண்பு குமாறுகள் மனபூர்வமாக இறைவனை புகழ்ந்தவர்களாக மீண்டும் அவ்விடத்தை விட்டு திரும்பினார்கள் திரும்பி அதுபோன்று அன்னை இடத்திலே கொண்டு வந்து தன்னுடைய அன்பு மகனை ஒப்பு கொடுத்தார்கள் அப்படி ஒப்பு கொடுத்ததன் பின்பு நபி இப்ராஹிம் அலைசலா தான் அவர்கள் மனைவி சாரா அம்மாவோடு ஜீவித்து வருகின்றார்கள் அப்படி ஜீவித்து வர வேண்டிய காலத்தில் இஸ்மாயில் அலைசலா திவசலாம் அவர்களுடன் வழங்கு நல்ல வாலிபத்துடைய வயதும் நபிப்பட்டமும் பெற்றதின் பின்பு அந்த மக்கமா நகரத்திலா பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற அந்த இடத்திலே வந்து குடியேறினார்களே ஜூஹம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணை அவர்கள் கல்யாணம் முடித்து நதி இஸ்மாயில் அவர்கள் மன அந்த இடத்தில் வாங்கி வாழ்கின்ற காலம் மகிழ் நாயன் கிருத அவர்களும் அவர்களுடைய மனைவியோடும் அன்போடும் ஆதரவோடும் வாழ்ந்துவிட வேண்டிய காலத்தில் அவர்களும் அல்லாவுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள் அதன் பின்பு ஒரு நபி இப்ராஹிம் சாரா உம்மா இடத்திலே சொல்லுகின்றார்கள் நான் இருக்க வேண்டிய சென்று என்னுடைய மகன் இஸ்மாயிலை நான் பார்த்து விட்டு வருகிறேன் அனுமதிதார்களும் சொல்ல அதுபோன்று சாராவுமா இடத்தில் அனுமதி பெற்றுக் நபி இப்ராஹிம் அலிசுலாத் தன்னுடைய மகன் இஸ்மாயில் இருக்க வேண்டிய மக்கள் மாநிலத்துக்கு வருகின்றார்கள் பாடைய எல்லைக்கு வந்ததும் நபி இஸ்மாயில் அரிசுலாத் அவர்களுடைய வீடு தேடி அவங்களுடைய வாசற்படியிலே வந்து நின்றார்கள் வந்து நின்று அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்களியை அழைத்து கேட்கின்றார்கள் அம்மா இந்த வீட்டுக்குரிய எஜமான் எங்கே போய் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்று உடனே அதாவது நான் பசியோடு வந்திருக்கிறேன் இங்கு ஏதாகும் உண்ணுவதற்கு ஆகாரம் இருக்கிறா என்று கேட்டார்கள் கேட்டவுடன் அந்த பெண்மணி சொன்னது அதாவது இப்பொழுது எங்களுடைய வீட்டில் எந்த விதமான ஊன்றின் எந்த பொருளும் கிடையாது என்று அந்த பெண்மணி அதாவது அவர்களை பார்த்து மனதில ஒரு விதமான எண்ணத்தோடு பதிச்சுங்கள் குரும அப்படியா அப்படியானால் உங்களுடைய கணவர் வந்ததும் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் அதற்கு பின்னால இந்த வீட்டு வாசப்படி சரியில்லை ஆகவே இந்த வீட்டு பாசப்படியை மாற்றி நல்ல வாசப்படி நல்லபடியாக போடும்படியாக சொன்னிருந்ததாக கூட கணவரத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி இப்ரவஹிமலிசனா துவசலாம் திரும்பி அவங்க சென்று வைத்தார்கள் சென்றிருந்தே அது போன்று காட்டி பிச்சென்ற நபி சுனாய் அலிசனா துணாம் அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய தந்தை வந்த ஒரு வாடை மனத்தை தான் அறிந்து கொண்ட ரவி சுமாரின் அவர்கள் தன்னுடைய மனைவியை தான் அன்போடும் அழைத்துடுவார் அழைத்தங்கி கேட்ட அப்படியான சரியில்லை இதை மாற்றி அமைக்க சொல்லுங்கள் சென்று வைத்தார் என்று சொன்னார்கள் இதை கேட்ட உடனே அந்த பெண்ணை அழைத்து சொன்னார்கள் அதாவது வந்தவர்கள் யார் தெரியுமா என்னுடைய தந்தை என்னுடைய பாபா இந்த மாசப்படி சரியில்லை என்று எதை சொன்னார்கள் தெரியுமா அந்த மறுமணம் முடித்த பெண்ணோடு அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி சில நாள் வாழ்ந்து வரும் ஒரு நாள் அன்று நபி இப்ரோஹிம் அலி சுபாத் சார அம்மா இடத்தில் கேட்டிருந்தார்கள் குதிரையை விட்டு நீங்கள் கீழே இறங்க கூடாது குதிரையில் இருந்து நீங்கள் நலம் கேட்டு சுகத்தை கேட்டு நீங்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று சாரா அம்மா உத்தரவு கொடுத்தார்கள் அப்படியே அங்க உடனே அந்த வீட்டில் இருக்க பெண்மணி ஓடோடி வந்து பதில் சொன்னார்கள் இந்த வீட்டுக்கு யஜமான் எங்கு என்று கேட்டார்கள் அவர்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே குடிப்பதற்கு உண்ணுவதற்கு ஏதா அகுவாரம் இருக்கிறா என்று கேட்டதும் சொல்லுகின்றார்கள் இருக்கின்றது இருங்கள் நான் இதோ கொண்டு வருகிறேன் என்று அவசரமாகத்தான் என்ன சென்று வீட்டுக்கு சென்ற அந்த பெண்மணி பாலும் இறைச்சியும் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து முன்பதாக பதி பதித்திருக்கும்படியாக கொடுத்தார்கள் அந்த பாலையும் இறைச்சியும் சாப்பிட்ட நபி இப்ராஹிம் அலி சலாத் இருந்து கொண்டே இருகரசையும் தான் இயங்கி இறைவன் பான் அவர்கள் வேண்டுகின்றார்கள் பகமான் வல்லவேனே நான் இப்பொழுது சாப்பிட்ட இந்த பாலும் இறைச்சியும் இது எப்போது நீங்க நிரப்பமாக இருக்க வேண்டும் அதற்கு இணைக்கு இறுதி செய்ய வேண்டும் என்று ஆபேனிடம் துவாயிருந்தார்கள் அருமை போர் நபி அவர்கள் குறைவில்ல இருக்க வேண்டும் என்று வீட்டுக்குள் ஓடி சென்று பசியாக வேண்டும் என்று சொல்ல அது போன்ற நம்பி இப்ராஹிமே சுனாத்து மசா கோதுமை பேரித்தம் படத்தையும் தானே உண்டு பசியாவி அதற்கும் அவர்கள் துவா செய்தார்கள் இறைவா இந்த தனியும் இந்த ரொட்டியும் எப்ப இங்கு நிரப்பமாக இருக்க வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலிசலாத்துலாம் அல்ல அடுத்து ரத்துவா செய்தார்களா உடனே அந்த பெண்மேனின் சொல்லுகின்றார்கள் அந்த பெண்மேனின் சொல்லுகின்றார்கள் பெரியவங்கள அதாவது உங்களுடைய தலை உங்களுடைய சட்டைகள் எல்லாம் தூசி படிந்திருக்குங்கள் குதிரையை விட்டு கீழே இறங்குங்கள் நான் அதையெல்லாம் துடைத்து துப்புரவு செய்து விடுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஆனால் குதிரையை விட்டு கீழே இறங்கக்கூடாது இது சாரா அம்மாவுடைய உத்தரவு அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலி ஒரு காலை கீழே ஊண்டி மறு காலை மீது வைத்துக் உடனே அந்த பெண்மணி ஓடி வந்து அதாவது அவங்களுடைய வலதுபுறமாக துடைத்து அவர்களை துப்புரவு செய்தார்கள் மறுபடி இடதுபுறமாக இடதுகாலை கீழே ஊன் கொண்டார்கள் இடதுபுறமாக அவர்களை துப்புரவு செய்தார்கள் இன்றைக்கும் மக்கம்மா நகரத்திலே நபி இப்ராஹிம் அலிசலா என்று துபா செய்த இடம் அந்த இடத்திற்கு பெயர் தான் மகாமி இப்ராஹிம் அருமை பெரியவர்களே தாய்மார்களே அதாவது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி இப்ராஹிம் அலிசலா துவசலா துவா செய்த இந்த நாடு செழிப்பு பழமும் எப்பொழுதும் செழிப்பாக இருக்க வேண்டும் அதாவது கனிவடம் பெருக வேண்டும் என்று அன்று துவா அந்த துவாயினுடைய ஒரு பொருட்டை கொண்டு இன்றைக்கு அரபு நாடுகள் அதை போன்று பல செல்வாக்குகளை பெற்றிருக்கின்றன பலவிதமான கனி வளங்களை பெற்றிருக்கின்ற அதாவது தோன்றிய இடங்கள் எல்லாம் இன்னைக்கு அதுக்கு மதிப்பிட முடியாத அளவுக்கு கனிவளமான ஒரு பொருள்கள் கிடைக்கின்ற இது யாருடைய துவா நபி இப்ராஹிம் அலை சுலாத் அவங்களுடைய துவா ஆகையினால் அவங்களுடைய துவாவுடைய தன்மையை கொண்டு அந்த நாடு சரிபற்றுகின்ற அந்த இடத்திற்கு பெயர் தான் மசாமி இப்ராஹிம் இதுபோன்று அந்த அம்மா தொலைத்து துப்புரவு பின்பு அவர்கள் மீண்டும் குதிரையை உங்களுடைய நாயகர் வந்ததும் இந்த வாசப்படி நண்பர் நல்லதாக இருக்கின்றது இதை தக்க வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக என்று சொல்லிவிட்டு நம்பி இப்ராஹிம் அரைநாட்டில் மீண்டும் திரும்பி விட்டார்கள் அதே போன்று காட்டுக்குச்சந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அறிந்தவர்கள் அன்பு மனைவி கேட்கின்றார்கள் அன்பு இங்கு யார் வந்தது என்ன நடந்தது நடந்த சொல்லுங்கள் வந்தவர்கள் யாரும் சொல்லுங்கள் அருமை நாயகரே ஒரு வயது முடிந்த ஒரு பெரிய உங்க வந்தார்கள் பார்ப்பிருக்கிற அழகாக தெளிவாக ஒளிவாக இருந்தார்கள் உங்களை என்று கேட்டார்கள் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னேன் அதே நேரத்தில் உண்ணுவதற்கு பசியாங்க அவர்களுக்கு நான் முதல்ல இறைச்சியும் பழமும் ரொட்டியும் மீண்டும் அவர்களுடைய அதாவது தலை தோள்களை எல்லாம் குடைத்து நான் துப்புரவு செய்தேன் அதே நேரத்தில் என்னுடைய சவாட்டை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லியும் இந்த வீட்டு வாசப்படி நல்ல வாசப்படியாக இருக்கிறது இதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அந்த பெரியவங்க திரும்பி சென்று விட்டார்கள் என்று அந்த அம்மா சொன்னாங்க இதை கேட்டும் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி சொன்னார்கள் பீவி அவர்களே வந்தவர்கள் யார் தெரியுமா அவர்கள் தான் என்னுடைய தந்தை என்னுடைய பாபா ஆகையினால் அவங்க சொன்ன வாசப்படி நல்ல வாசப்படி என்று சொன்னது யாரே தெரியுமா உங்களை ஒரு வீட்டு வாசப்படி நல்ல வாசப்படி இருக்கணும் வீட்டு வாசல்படி என்றால் உங்களுடைய உங்களை தான் சொன்னார்கள் பண்புள்ளவர்கள் ரொம்ப பறிவுடையவர்கள் பாசமுடையவர்கள் அதனால உங்க உங்கள் மீது ரொம்ப அன்பு கூர்ந்து உங்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்றார்கள் என்று சொல்லி இது போன்றுதானே அந்த நாட்டில் எ சிறப்பான முறையில நபி சுமாரில்ல சுமார் சுமாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் சிறப்பான முறையில வாங்கி வருகின்றார்கள் நபி அவர்கள் வாங்குவார்கள் அலி சொலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் அவ்வாறு வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் நபி இப்ராஹிம் அலி சுலாத் அவர்களும் அவர்களுடைய மீது சாரா அவர்கள் கண்கானிலே சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அல்லாஹு சாதா ஆண்டவன் அவர்களுக்கு தனிப்பெரும் ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தார் அதாவது நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அவங்களுடைய மனதில் என்னவென்றார் அதாவது எப்பொழுதும் விருந்தாளிகள் இல்லாமல் அவர்கள் எந்த நேரமும் அவர்கள் பசி ஆரமாட்டார்கள் அதனால நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் விருந்து கொடுப்பதில் முகந்தை பெற்றார்கள் அது மட்டுமல்ல நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அதாவது தலை சீறி கொள்முதல் தாடி தாடிமயிர்களை வெட்டி கொள்ளுதல் மீசைகளை நகங்களை வெட்டி இது போன்ற காரியங்களை முதன் முதலாக செய்தவர்களை இப்ராஹிம் அலி இன்னும் அது மட்டுமல்ல நம்பி இப்ராஹிம் அவர்கள் அதாவது முதன் லுங்கி கையில் கட்டி அதாவது உலகத்துக்கு முதலாவது அறிமுகப்படுத்தியவர்கள் நபி இப்ராஹிம் அலிஸ்வலாத்து இப்படி நம்முடைய மார்க்கத்தின் சிறப்புக்குரியவர்களாக நபி இப்ராஹிம் அலுவலாத்து வலாம் அவர்களுக்கு அல்லாஹன் இதுபோன்று அவங்களுடைய உள்ளத்தில நல்ல ஒரு எண்ணங்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இப்படி நம்முடைய மார்க்கத்துக்கு தனி பெரும் சிறப்பான ஒரு வழியை கற்பித்து தந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலுவலாத்து வலாம் அதாவது சொன்னது என்று சொல்லக்கூடிய அந்த விருத்த சேதனத்தை காட்டியவர்கள் நபி இப்ராஹிம் அலுவலாத் அதனால்தான் அவர்களுக்கு மார்க்கத்தின் தந்தை என்பதாக அவர்களுக்கு பெயர் அப்பெயர் கொடுத்த நம்பி இப்ராஹிம் அலிஸ்வலாத் இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பியும் நம்பிக்கையும் ஈமானும் உறுதியும் அவங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது அதனால் தான் அவர்களை தியாகத்தின் தந்தை என்றும் மார்க்கத்தின் தந்தை என்று நாம் அழைக்கின்றோம் தியாகத்தின் தந்தை என்று சொன்னால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி இந்த மூன்றையும் ஏக காலத்தில் அல்லாஹுக்காக வேண்டி தத்தம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலிசலாத் அவர்களே அதாவது உடலை இறைவனுக்காக வேண்டி நெருப்புக்கு தியாகம் செய்தார்கள் தன்னுடைய அருமை கண்மணியான மகன் இஸ்மாயில் அலிசலாத்து அவர்களை அல்லாஹுக்காக வேண்டி குருபாணி கொடுப்பதற்கு தயாரானார்கள் குர்பானி கொடுத்தார்கள் மூன்றாவதாக தன்னுடைய பொருள் அதை அல்லாவுக்காக வேண்டி தியானம் செய்தார்கள் தியாகம் செய்தார்கள் அதாவது காட்டிலே ஆடு வீர்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கல்வி சோதிப்பதற்காக வந்த அல்லாவுடைய அமர்வர்கள் இறைவனுடைய ஒரு திருவசனத்தை ஓதிக்கொண்டு வரும்போது அந்த வசனத்தினுடைய சிறப்பு சொற்படியை கேட்ட நபி இப்ராஹிமுடைய உள்ளத்தில அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்துக்கு இல்லை இல்லாது வந்தவர்கள் எனக்கு கேட்டார்கள் இனி ஒரு முறை அந்த ஆயத்தை ஓதுங்கள் என்று அப்படி ஓதினால் என்னுடைய ஆடு என்னுடைய சொத்து சுகம் அத்தனை நான் அல்லாவுக்காக வேண்டி ஹரியா செய்து என்று சொன்னார்கள் அதுபோன்று ஓதினார்கள் நபி இப்ராஹிம் அலிஸ்வலாத்துலாம் தன்னுடைய பொருள் அனைத்தையும் அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் இது அல்லாஹுக்காக வேண்டி உடல் பொருள் ஆவி இம்மூன்றையும் தத்தம் செய்தவர்கள் தியாகம் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலிசுலாத் அவ்வாறு இருக்கும் போது நபி இப்ராஹிம் அலி சுலாத் அவர்களுக்கு அயோத்திய தன்மை நெடுங்கிவிட்டது அதே அழைப்பும் அவர்களுக்கு வந்து விட்டது அதுகொண்டு வழக்கி அலிசுலா நபி இப்ராஹிம் அலி சுலாத் தான் வந்து தோன்றுகின்றார்களே You will obey will obey mister and will obey every time grace. Giveiltree to your clinician thanks Wow everyone If they declare grace Gerade will redeem Don't you be your choice Do not believe through theate Judgment. அவர்களுடைய முன்பதாக வந்து இறங்கிய மலக்கள் நோத்து ஒரு வயதாளியை போல வந்து நபி இப்ரவானியும் என்பதாக நினைத்து அவர்கள் அன்போடு வரவேற்றார்கள் வரவேற்று உள்ள அழைப்பை சென்று அவர்களுக்கு விருந்து கொடுத்தவுடனே அந்த உணவைத்தானே அள்ளி அவர்கள் என்ன செய்கின்றார்களே ஆனால் காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் வைத்தார்கள் வயிற்று உடனே நபி என்ன பெரிய உங்களை நீங்கள் உணவடி செய்கின்றீர்களே என்று சொல்லும் போது நபி இப்ராஹிம் கேட்டு இருந்த பொழுது அப்ப அவர்கள் சொன்னார்கள் வயசாகி போச்சு அதனால எனக்கு அதாவது உணர்வு சக்தி இல்லை அந்த உண்ணாவக்கூடிய உணவு எந்த முறையில் நாம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நிலை எனக்கு தருமாறிவிட்டது என்று சொன்னாங்க இதை கேட்ட நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்துலாம் அப்படியான அவங்களுக்கு வயசு இவ்வளோன்னு கேட்டாங்க நபி இப்ராஹிம் அலிஸ்வலாத்து சொல்லாம் அவங்களுடைய வயதிலிருந்து ரெண்டு பேர் அதிகமா சொன்னாங்க சொன்ன உடனே இப்ராஹிம் நபி அவர்களுக்கு மனசுல பயம் வந்து விட்டது நமக்கு நீண்ட வருஷம் போன இந்த நிலைதானே என்று சொன்னதும் வந்த மலக்கல் மூத்தாகிய இஸ்ராத்ரா நடந்து நடப்பைத்தான் அவர்களுக்கு சொல்லி காட்டி அதுபோன்று நபி இப்ராஹிம் அவங்க சிறப்பான சாரா அம்மா எங்க அடக்கப்பட்டார்களோ அதற்கு அடுத்தபடியாக அவர்களையும் நல்லடக்கம் செய்து அல்லாருடைய பங்கிலே அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் ஆகவே நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய ஒரு சரித்திர வரலாறும் நபி இஸ்லாயில் விழுசலா திருச்செல்லாம் அங்குடைய ஒரு சரித்திர வரலாறும் இம்மற்றும் நிறைவு இதற்கு